இது ரொம்ப திட்டமிட்டு செய்யப்பட்டது ஆதி தமிழ் புடிகள் கல்வீறி பெற்றக்கூடாது படிச்சு உயர் பதவிக்கு வந்துடக்கூடாது அவன் மேம்பட்டு விடக்கூடாது கை கொடுத்து தூக்குகிறானோ அவன் தான் உயர்ந்த மனிதன் இன்னைக்கு எங்கள் சமூகம் எங்கள் ஆதி தமிழ் குடி தாழ்ந்து கிடக்கிறது தடுமாறிக்குடி சான்றிதழ் வாங்க முடியல தல் நரிக்காரர் வீட்டுல சாப்பிட்டீங்க ஆனா அவன் சாப்பிட சாப்பிட்டது பூனக்கரி சாப்பிடான் சாப்பிட்டா ஓராடுகிற புறவர் மக்களின் பிரச்சனை இல்ல தேசிய மக்களின் அடிப்படை உரிமை